நான் மூன்றாம் வகுப்பு மாணவி எனது பள்ளியின் பெயர் வேலம்மாள் வித்யாலயா எனது ஊர் பெயர் சென்னை இப்போது நான் பேசப்போகும் தலைப்பு தண்ணீரின் மகத்துவம் நாம் நாம் முதல் எழுபது வாழை ஏறும் விஞ்ஞானிகள் குறைந்த அளவு தான் வெற்றிப்படிகள் தேவையானது அதை முறையாக சேமித்து பயன்படுத்த வேண்டும் நீரையும் பல மொழி தண்ணீரின்